தாய்மார்களே முடிந்தவரை நாம் நம்மளை பேணிக் கொள்ள வேண்டும் நம்முடைய உடமைகளை நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நபசுகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் மறந்துவிடக் கூடாது இந்த முறையில நபி முசா அலை சுலாத்து வசலாம் தன்னை பாதுகாத்தவர்களாக தான் கூட வரக்கூடிய அந்த பெண்மணியை அழைத்துக் கொண்டு அலை குடியத்திற்கு தானே சென்றதும் நபி சொலி சொலாத்து அவர்களை தானே பார்த்ததும் அவர்கள் அவர்களுக்கு செய்தார்கள் இந்த முறையில் வந்து பேசிக் கொண்டிருக்கும் போது உடனே அவர்களுக்கு தகுந்த கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் உண்டான ஊண்டின் ஜபாதாக்களை கொடுத்து ஊன்று பசியாரை செய்து இருக்கக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த இரண்டு மகள்களில் பெரியவர்களாகி சொல்லுகின்ற பெயர் என்பதாக சொல்லப்படுகின்றனர் இரண்டு பெண் மக்களில் மூத்த மகளாகி அவங்களுடைய பெயர் சபூரா அம்மா அந்த சபூர் அம்மா சொல்லுகிறார்கள் அருமை பிதாவே அருமை தந்தையே நாங்கள் பெண்களாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் இவர்கள் நல்ல ஒரு வயது வயது பிராயமும் ரொம்ப ஒழுவர்களாக இருக்கின்றடு மா மெய்பதற்கு வேலைக்காரராக வைத்துக் கொள்வோம் என்று அந்த சபூர் சபூர் அம்மா சொன்னதை கேட்ட நபிப் அல் கேட்டார்கள் அம்மா அப்படியா இவருடைய வலுவையும் இவருடைய ஒரு ஒழுக்கத்தை நீ கண்டாய் என்று சொல்லும் போது அப்பந்தான் அந்த சபூர் அம்மா சொல்லுகின்றார்கள் தாவே அதாவது பல பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத அந்த பாறாங்க அப்ப அவர்களுக்கு ஆண்டவன் நல்ல வலுவையும் சக்தியும் கொடுத்திருக்கின்றான் அடுத்தபடியாக நான் அழைத்துக் கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பதாக நான் வழிகாட்டி கொண்டு வரும்போது காற்றினுடைய காற்றினுடைய தன்மையினால காற்றடிக்கின்ற வேகத்தினால என்னுடைய உடைகள் அதாவது என்னுடைய உடைகள் எல்லாம் அதான் உறுப்புக்கள் தெரிய வேண்டிய அளவுக்கு அந்த உடைகள் மாறிய உடனே அவர்கள் என்னை பின்னால வர சொல்லி அவர்கள் முன்பதாக வந்தார்கள் இது அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படி நல்ல வலுவும் நல்ல ஒழுக்கம் நிறைந்த அவர்கள் நம்முடைய வீட்டில் வேலைக்காரராக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக உதவியாக இருக்கும் என்று சொன்னார் இதை கேட்ட நபி சொன்னா ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள் என்ன என்று கேட்டாங்க அப்பொழுது தான் மிஸ் நாட்டில் பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து அந்த ஊரை விட்டு வந்த செய்தி வரைக்கும் எல்லாத்தையும் வரைக்கும் சொல்லி முடிச்சாங்க சொன்ன உடனே இதை கேட்ட சுழப்பு நபி அலி சலாத்து வல்லாம் சொன்னார்கள் அப்படியான நீங்கள் ஒன்று செய்யுங்கள் பயப்பட வேண்டாம் யாருடைய பயமும் உங்களுக்கு ஏற்படாது ஆகையினால பிறகருடைய தொல்லையோ பிறகனுடைய ஆட்களால் ஏற்படக்கூடிய ஒரு தீங்கோ எதுவும் இங்கு நடக்காது இங்கு முடியவும் முடியாது அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஆகையினால நீங்கள் என்னுடைய வீட்டில் தான் என் தங்கியிருந்து என்னுடைய ஆடு மாடு மாகங்களை எட்டு வருடங்களாக நீங்கள் மைத்து வருவீர்களே ஆனால் வழியாற்றி வருவீர்களேயானால் வேலை செய்து வருவீர்களேயானால் என்னுடைய இரண்டு மக்களில் என்று ஒரு மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தாரே ஜனமொழிந்தார்கள் என்னுடைய மக்களில் என்றும் ஒரு பெண்ணே மனமுடி என்னுடைய மக்களும் என்னுடைய இரண்டு மக்களில் ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் முடித்து தருகின்றேன் நிக்காக முடித்து தருகின்றேன் நீங்க எட்டு வருஷம் என்னுடைய கிறிஸ்துமஸ் முடிஞ்சா பத்து வருஷம் நாங்க ஒர்கள் நேரத்தில் மகளை தான் சொன்னாங்க வீட்டுக்குள்ள இருந்த இரண்டு கம்பில் ஒரு ஆசாவை எடுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து மூசா இடத்துல கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது அதாவது ஒரு மலக்கு வந்து அமானியமாக தந்த ஒரு கம்பு அதாவது சொல்லி ஒருத்தர் வருவாரு அவருக்கு கொடுக்கும்படியாக இந்த கம்பை அமானோ அதனால இதை கொண்டு வீட்டுல வச்சு கம்பு இருக்கு அந்த ஆசாவை எடுத்துக்கொடுங்க சொன்னாங்க அது போல ஓடி அந்த ஆசாவை தானே கொண்டு போய் வைத்து அந்த ஆசாவை எடுக்க குடிநேரத்தில் மீண்டும் அந்த முதல் எடுத்தாங்க அந்த கம்பு நமக்கு கைக்கோ அந்த மீண்டும் உடனே அப்பமும் இப்படி சொன்ன உடனே நபிக்கும் ஏற்பட்டு விட்டது வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அப்ப ஸ்வயபு நபி சொல்லுவாங்க வாக்குவாதம் வேணும் காலை விடியணும் விடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே போகணும் ஒருத்தர் நாம போய் இந்த விவகாரத்தை சொல்லணும் அவர் என்ன சொல்றாரோ நடந்து அதையும் ரெண்டு சொன்ன சொல்லு அதாவது எடுக்க சொல்லுங்க யாரு கம்பு வருலாம் போய் எடுத்த அந்த கம்ப எடுக்க முடியல அந்த ஆசாவை எடுக்க முடியல உடனே முசாலிசனாம் சென்று அந்த ஆசா வைத்தான் கையில எடுக்கும் போது ரொம்ப எடுத்து விட்டார்கள் எடுத்த உடனே நபி முஸ்லி சுனாத்து வலாம் அவர்கள் அந்த கம்பை தான் கையில் வைத்துக் கொண்டார்கள் அந்த அசாவாக கூடியது பாபா ஆதம் அலி சொர்க்கத்திலிருந்து வரும்போதை கொண்டு வந்த அசா என்பதாக சொல்லப்படுகின்றது இன்னும் ஒன்று அந்த அசாவாக கூடியது அதாவது சொர்க்கத்தில் நின்றும் ஒரு கிளை என்று சொல்லப்படுகின்றது அதற்கு ரெண்டு கொம்பு உண்டாயிருந்தது ஒரு கொம்பு ஒரு கொம்பு அதாவது ஒழிவை கொடுக்கிறதும் இன்னொரு மற்றொரு கொம்பாக கூடியது அதாவது ஆடு மாடு வாகனங்களுக்கு கிடைபறிக்கக்கூடிய முறையில இப்ப வளைவாகவும் ரெண்டு கொம்பு இருந்ததாம் அந்த அசாவுக்கு ஆகையினால அந்த அசாவை கையில் எடுத்துக்கொண்டு நபித் நாட்டில் தானே இருந்து எட்டு வருடங்களாக காட்டிற்கு சென்று ஆடுமைத்து வந்து அவர்கள் வாழ்கின்ற காலம் அதில் ஒரு நாள் அவர்கள் வருகின்ற காலம் அதில் ஒரு நாடு எட்டு வருஷமா ஆடு ஆடு மாய்ச்சி கொண்டு வரும்போது வைத்து விட்டு ஆகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி திரையாகும் போது ஒரு பயங்கரமான ஒரு பாம்பாக கூடியது வந்து கொண்டிருக்கின்றது மூசானி படுத்திருக்கிற இடத்துக்கு அப்படி வரும்போது அந்த ஆசாமாக கூடியது தானே எழுந்திரித்து அந்த பயங்கரமான பாம்பை தானே அடித்து அந்த பாட்டு ரத்தடிந்த கம்போடு பார்க்கும்போது அந்த பாம்பு என்ன பாம்பு தெரியுமா ஒரு மலப்பாம்பு அதாவது ஆடு மாடு வாகனங்களுக்கு அப்படி ஒரு பயங்கரமான பாம்பு அந்த பாம்பை தான் கொன்று ஆசா தன்னுடைய பக்கத்தில் இருப்பதை சுனாத் அவர்கள் என்பதாக புரிந்து கொண்டார்கள் இந்த விதமாக தான் ஆடு மாடு வாகனங்களை ஒட்டி வீட்டுக்கு வந்ததும் எட்டு வருஷம் கழிந்து விட்டது கழிந்த உடனே நபி முசாலி சுனாத் தன்னுடைய மாமனார் அவங்க சொன்னாங்க ஆக என்ன நீங்க சொன்ன வாக்கு வாகதாப்பாடு நிறைஞ்சு போச்சு என்ன சொல்றீங்க சொன்ன உடனே துவசனம் அதுபோன்று தன்னுடைய இருமக்களில் பெரிய மகளாகிய சூராமன் சொல்லக்கூடிய அவர்களைத்தான் முன்னுண்டான மார்க்கப்படி நபி மூசாரி சுனாத் மாசம் அவர்களுக்கு நபியவர்களே முன்னின்று கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணீரை மகளாரையும் கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணீரை மகளாரையும் மங்களத்தை முடித்து வைத்தார் நபி சங்கையான மூசாவுக்கு அவர்களுக்கும் சவுர் அம்மாவுக்கும் கல்யாணம் இது நடைபெற்றது கல்யாணம் முடிந்தது கல்யாணத்தினுடைய ஒரு சிறப்பும் கல்யாணத்தினுடைய சங்கையும் கல்யாணத்தினுடைய ஒரு மனநதையும் பார்த்த அந்த ஊரை சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் கூடி வாழ்த்தினார்கள் மன மகிழ்ச்சி கொண்டார்கள் இந்த விதமாகத்தானே கல்யாணம் முடித்து நபி முஸ்வாலி சுலாத்து வசலாம் சிறிது காலமாகத்தான் அங்கு தங்கி இருக்கும் போது அதாவது அவங்களுக்கு வயதும் நாற்பது வயதை எத்திக் கொண்டிருக்கின்றது அதாவது சிறு நாட்டில் பதினெட்டு வருடமும் அங்கு ஒரு பனிரெண்டு வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது இப்படி ஆக மொத்தம் அவர்களுக்கு நாற்பது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நபி முசாலி சலாத்து வலாம் அவங்களுக்காக வேண்டி சில ஆடுகளை கொடுத்தார்கள் அந்த ஆடுகள் ஆகக்கூடியது ஒன்று பத்து ஆகி பத்து ஆகி இப்படி ஆயிரக்கணக்கான ஆடுகள் அவர்களுக்கு பெருகிவிட்டது அவர்களுக்கு இப்படி ஆடுகளையும் வைத்து அதாவது பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மனதில் தான் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது நம்ம ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது ஆகிய நான் நம்முடைய தாயாரையும் நம்முடைய உடன் பிறந்தார் மார்களையும் தானே பார்க்க வேண்டும் என்று எண்ணம் மேலிட்டதை கொண்டு ார்கள் என்னுடைய சொந்த நாடாகியோக வேண்டும் என்பதாக என்னுடைய மனதில் நான் நாட்டம் கொண்டு விட்டேன் நான் போக வேண்டும் என்னுடைய மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு மிசர் நாட்டிற்கு நான் போக வேண்டும் உத்தரவு தந்திடுங்கள் உரிமையுடன் கேட்டிடுவார் உத்தரவு தந்திடுங்கள் கேட்டிடுவார் அனுமதி தந்திடுங்கள் நானும் அன்புடனே சென்று வராங்க அனுமதி தந்திடுங்கள் அனுமதி தாரங்கள் நாங்கள் சென்றுார்கள் நீங்க போறதை பத்தி இல்ல ஆனாலும் வயது உதிர்ந்து விட்டது கண் பார்வையும் குறைந்து விட்டது ஆடு மாடு வாகனங்களும் நிறைய நிறைய இருக்கின்றது பாம்பு பயப்படாதீங்க பாம்பு அதை கொண்டு போட்டோம் அந்த பாம்பு செத்து விட்டது பாம்புடைய பயம் உங்களுக்கு வேண்டாம் ஓனாயுடைய பயமும் உங்களுக்கு வேண்டாம் அதாவது ஓநாய்களே எல்லாம் நான் ஒரு நாள் அன்று ஓ நாய்களை தானே பிடித்து நான் கேட்கும் போது அந்த ஓநாய்கள் சொல்லிட்டு அதாவது நபி மாறக்கூடிய ஒரு பொருள்களை தொடமாட்டோம் என்று வாழாப்பாடு எனக்கு செய்து விட்டது ஆகையினால் நீங்கள் சொல்லி சொன்னார்கள் ஆகைய நான் என்னுடைய பண்டு பிள்ளைகளை நான் அழைத்துக் கொண்டு நான் சென்று வருகிறேன் என்று சொல்லும் போது அலிசுனாத் சொன்னார்கள் முசாவே நீங்க எனக்காக வேண்டி ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் அதாவது என்னுடைய கண் பார்வை மீண்டும் எனக்கு தெளிவாக தெரிய வேண்டும் உங்களுடைய நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதே போன்று திரும்பச் சென்றார்கள் நீங்க துவா செய்ய நான் ஆமீன் கூறுகிறேன் சொன்னாங்க அதுபோல் நபி சுஹேப் அலி சுலாத் அவ்வா இடத்தில் தான் என்று துவா செய்தார்கள் ஆண்டவனே ரஹமானாக வல்லவனே என்னுடைய கண்பார் மீண்டும் தெளிவுபெறுவதற்கு நீ கிருவு செய்ய வேண்டும் என்னுடைய நான் என் நல்ல முறையில இந்த உலகத்தை விட்டு போகும் நான் திரமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்ல இடத்துல துவா செஞ்சாங்க அப்படி அவங்களுடைய ஆமீன் கூறிய ஒரு வரக்கத்தை கொண்டு பி சே துலாம் அங்கு கண் பார்வை மங்கி இருந்த கண்களுக்கு மீண்டும் அல்லாஹுத்தால் ஆண்டவன் நல்லதொரு ஒளிவை கொடி தேடுவான் தெளிவான நபி அவருக்கு ஒளிவை தெளிவான நபி அவருக்கு கண் பார்வை தெளிவு பெற நல்ல அது ஹர் அல்ல இடத்தையும் பெற்றிருவ அவங்களுடைய துவா பரக்கத்தைக் கொண்டு நபி சுலேபு அலி சலாத்து கண்களுக்கு தெளிவு பெற்றது நல்ல ஒளிவு கிடைத்தது கொஞ்சம் அவங்களுடைய திரேகம நல்ல பிரகாத்திரத்தை பெற்றார்கள் சந்தோஷமானார்கள் ஆகையெனால் சந்தோஷமாக நபி மூசாவினுடைய திருமுகத்தை பார்த்து மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் கொண்டு தன்னுடைய மகளைத்தான் அழைத்து சொன்னார்கள் என்னுடைய அன்பு மகளே சபூராவே நீ உனக்கு மனதுக்கு ஒரு நிரப்பமான மனதுக்கு நிறைவான ஒரு அதாவது கணவர் கணவரை பெற்றிருக்கின்றார் ஆகையினால் அவங்களுடைய வார்த்தை பாட்டுக்கு அவங்களுடைய பேச்சுக்கு சொல்லுக்கு நீ மீறி நடக்க கூடாது அவங்களுடைய சொல்லுக்கு நீ கீழ்படிந்து நடக்க வேண்டும் அவங்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறை ஹெதுமத்து செய்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய அன்பையும் ஆதரவை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை மறந்து விடாது மறந்துவிடக் கூடாது மகளே என்று நபி சைபுலா துலா தன்னுடைய அருமை கண்மணியான மகளுக்கு தானே அன்பாகத்தானே சொல்லி அனுப்பி வைத்தார் கண்ணான கண்மதே கண்ணிற அம்மா மகளே நான் சொன்னதை நீ மறந்து மறந்துவிடக் தன்னுடைய கணவருக்கு நீ நல்ல முறையில பணிவிடையாக நடந்து கொள்ள வேண்டும் அதில் தான் உனக்கு ரொம்ப பறக்கத்து இருக்கிறது நீ நல்ல ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக தன்னுடைய மகளுக்கு நல்ல உபதேசியும் அவர்களுக்கும் தானே சொல்லி சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் கூடியவர்கள் நிறை மாத கர்ப்பமாக ஒம்போது மாத அமலுடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் சுபகான தன்னுடைய தாய் தன்னுடைய உடன் பிறந்த பார்க்க வேண்டும் என்று மிசருக்கு பயணப்படக்கூடிய நேரத்தில் சகுராமா ஒம்புவது மாத கர்ப்பிணி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் தான் போக வேண்டும் என்பதாக பயணப்படக்கூடிய நேரத்தில் சகுராமா சொல்லுகின்றார்கள் அருமை நாயகரே நம்ம போகக்கூடிய பயணத்துல நானும் கர்ப்பிணியாக இருக்கின்ற அது மட்டுமல்ல அந்த கால்களில் பயங்கரமாவுடைய பாம்பும் தேரும் நிறைந்த இடமாக இருக்குமே நாங்கள் அதை கொண்டு பயப்படுகின்றேன் என்று சொல்லும் போது நவி மூசாரி சனா துசன சொன்னார்கள் சபூராவே பாம்புக்காக வேண்டி நீ பயப்பட வேண்டாம் என்னுடைய கையில நல்ல அதாவது ஆசா இருக்கின்றது அதனால் பாம்புடைய பயத்தை நான் தீர்த்துக் கொள்ளுவேன் தேழு என்பதாக நீ பயப்பட வேண்டாம் என்னுடைய காலையில் உயர்ந்த செருவு போட்டிருக்கேன் ஆகையனால் அதைக் கொண்டு தேடுடைய பயத்தை நீக்கிக் கொள்வேன் நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்பதாகத்தானே சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் மாடு மாடு வாகனங்களையும் அழைத்துக் கொண்டு மதியம் என்று சொல்லி விட்டு வழி நடந்து வந்தவன் கூட பாதை கூடி அவர்கள் மாறுகின்ற நேரம் மகிழ்ச்சி பெரும்பி மூசாலே சொலா தூசலாம் மிச நாட்டிற்கு போகக்கூடிய பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது பாதை தவறி விட்டது வழி மாறிவிட்டது அந்த வழி மாறிய காரணத்தினால் மூசாவும் அவர்களுடைய குடும்பத்தாலும் ஆடு மாடு வாகனங்கள் எங்கே வந்து சேர்கின்றார்களே பார்க்க பயங்கரமா உடைய காடுகளும் செடிகளும் கொடிகளும் நடந்திருக்கின்ற பாறை பாறைகள் இருக்கின்றமாடு வாகனங்களையும் அழைத்து கொண்டு வரும் போது ஒரு மனசடியை காண்கின்றார்கள் அதாவது ஒரு ஓடக்கரை அந்த ஓடக்கரையில அதாவது துவா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தினுடைய இதை பார்த்த நபி முசா அலிஸ்லாத் அந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் தானே கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தையும் வைத்து ஆடு மாடு வாகனங்களையும் தானே நிறுத்தி அந்த இடத்தில் தானே அவர்கள் தங்கி இருக்கின்ற தருண எங்கள் சங்கை போரிதோ பூசானவி எங்கள் சங்கை போரின்றோ நினைக்கின்றார்கள் நாம் வழி தவறி வந்துவிட்டோம் என்பதாக இரவு அந்த மரத்தினுடைய அடியில் தான் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கொடுத்த ஒரு காட்சி என்றால் பயங்கரமாவுடைய இடியும் மின்னலும் புயலும் காற்றுமாகத்தான் வந்து சொல்கின்றது அப்படி அதாவது மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது குளிர்ந்த காற்றும் வீசிக் இந்த நிலையை தான் அவர்கள் மனதில் தான் நினைக்கின்றார்கள் நம்முடைய மனைவியோ கர்ப்பிணியாக இருக்கின்றார் இப்போமோ நேரமும் எந்த நிலையில் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்றார்களே குளிரை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று நபி முசாமி எங்கேயாவில் நெருப்பு கிடைக்குமா என்று பார்த்திடுவார் நெருப்பு ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு ார்கள் இமா என்று பார்கின்றார்கள் அதே நேரத்தில் சக்கியமைக்கு கல் எடுத்தார் நெருப்பது அந்த கல்லை எடுத்து பார்க்கும் போது கல்லிலையும் தீயவில்லை அதே நேரத்தில் நமக்கு ஏக இருட்டாக இருக்கின்றது வெளிச்சம் ஒன்றும் ஆசா இருக்கிறதே அந்த ஆசாவில் அல்லாஹ் ஒளியை கொடுத்திருக்கின்ற அதாவது இருட்டுக்குள்ள போவார்கள் அந்த கம்ப தட்டுனா உடனே வெளிச்சம் உண்டாகும் சுபகான அப்போ ஒண்ணி மூசா அவர்கள் அதுபோல அந்த ஆசாவை தட்டினார்கள் அப்போ அந்த ஒளியும் வரவில்லை ஒளி இழந்து விட்டது அல்லாவுடைய அவர்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு வெளிச்ச வேண்டுமே அது மட்டுமல்ல குளிர்ந்து காற்று வீசி கொண்டிருக்கிறதே குளிரை சூடு கொடுக்க வேண்டுமே குளிரை போக்க வேண்டுமே என்று முசான்பி அவர்கள் தான் நிரம்ப மனதில் வியாகூறப்பட்டவர்களாக அவர்கள் தனித்தவர்கள் போது போய் தங்கி இருக்க வேண்டிய மலையினுடைய அடிவாரத்துல போய் தங்கி இருக்காங்க அந்த மலையினுடைய பேர் என்ன துர்சனாமலை தூர்சனாமலை அந்த தூர்சனாமலை என்று சொல்லக்கூடிய அடிவாரத்தில் தானே தங்கி இருக்கும் அந்த மலையை தானே ஏறிட்டு பார்த்தார்கள் பார்க்கும் அவங்கடைய கண்களுக்கு என்ன தோற்றம் அளிக்கின்றதையானால் ஒரு அழகான மரத்தில் நின்றும் ஒரு நெருப்பு குண்டமாக நெருப்பாக கூடியது ஒளிவா வெளிச்சமாக கூடியது ஒளிவாக கூடியது அவங்க கண்களுக்கு தன்பட்டது தெரிந்தது உடனே முசா நபிக்கு சந்தோஷம் அந்த மரத்துல ஒரு நெருப்பினுடைய வெளிச்சம் தெரிகிறது ஆகையினால் அந்த நெருப்பை போய் நாம எடுத்துட்டு வருவோம் என்பதாக தன்னுடைய மனைவிக்கு தானே சொன்னார்கள் ஆகினால் அவங்களுக்கு எந்த விதமா ஏற்படாது நான் போய் அவசரமாக நெருப்பேன் என்பதாக தானே சொல்லிய நபி மூலாத் அவசர அவசரமாக அந்த இருட்டு வழியாக நெருப்பு தெரிகின்ற மரம் நோக்கி நடந்தேடுவார் மான் பூமி திரு மரம் நோக்கி நடந்தேடுவார் மரத்தை நாடி அவர்கள் பயஜந்து நடந்துடுவந்த மரத்தை நடந்துடுவா முசா வெக்கும் அதனால அந்த மரம் ரொம்ப பசுமையாகவும் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கிறது ஆனா அந்த மரத்தினுடைய மத்தியில அந்த நெருப்பு அதாவது அந்த ஒளிவாக கூடிய வீசி கொண்டிருக்கிறது நம்ம பக்கத்தில் வந்து நெருப்பு போய் அந்த ஒளிவு போய் பார்ப்போம் என்பதாக உடனே மூசாவுக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது அவங்க உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு விட்டது இது இன்னொரு புதுமையாக இருக்கிறது என்பதாக தான் நினைத்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு அசி ரீதியான ஒரு சத்தம் ஒன்று வருகின்றது நெருங்கி வாருங்கள் நெருங்கி என்பதாக ஒரு அந்த சத்தத்தை கேட்ட மூச அவர்கள்தான் நிரம்ப திடுக்க முற்றவர்களாக பயந்தவர்களாக அந்த மரத்தின் பக்கமாகத்தானே கிட்ட முடிகி செல்லக்கூடிய நேரத்தில் அப்பொழுது மீண்டும் ஒரு சத்தம் வருகின்றது உம்முடைய காலில் அணிந்திருக்கின்ற செருப்பை கழற்றிவிட்டு வாருங்கள் என்று அதாவது காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றிவிட்டு அப்புறமாக சென்றார்கள் சென்ற உடனே அல்லா ஜில்லா ஆண்டவனுடைய ஒரு கிருபையும் அவனுடைய ஒரு மகிழ்வையும் பேரருளும் பெற்ற நபி மூசா அவர்களுக்கு மீண்டும் சொல்லப்படுகின்றது பியாக தேர்ந்தெடு நெருங்கொண்டிருக்கிறது நாம் உமக்கு வேதத்தையும் நாம் கொடுக்க போகின்றோம் ஆகையினாலுங்கள் என்று சொன்ன உடனே நபி மூசா அலை சலாத்து வல்லாம் முடிகி சென்றார்கள் அந்த ஒளி வீசக்கூடிய மரத்தின் பாகமாக நபி மூசா அவர்கள் சென்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ஒரு உத்தரவு என்ன அவங்களுடைய பாதரட்சியை கழற்றி வைத்து வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற செருப்பை கழற்றி வாருங்கள் என்று அங்கே உத்தரவிடப்பட்டது இனி பெரிய உலமாக்களும் இன்னும் அதாவது அதாவது மார்க்க அறிஞர்களும் இதில் சில உதாரணங்களை என்ன சொல்லுகின்றார்களே அவர் சென்று சந்தித்து பேச போக நேரத்தில் அவங்களுடைய காலனியை கழித்து வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை ஆனால் அதே நேரத்தில் எம்பெருமான் சுரேகிரியும் சொல்லும் சொல்லும் அவர்களும் அதுபோன்று மிகராஜ் சென்ற நேரத்தில் இறைவனை தரிசிப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அவ்வாவுடைய அரசுக்கு சென்றதும் அருமநாயகத்திற்கு ஒரு பணி மேற்பட்டு விட்டது நாம் அல்ல சந்திக்கப் போகின்றோம் இறைவனை சந்திக்க போகின்றோம் ஆக நாம் நாம் காலனியோடு செருப்போடு என்பதாகத்தான் நினைத்து நம்முடைய அருமநாயகம் செருப்பை அரிசிலே கடத்த நினைத்தார்கள் அப்பொழுது அவ்வா சொல்லுகின்றான் யாமதே அவ்வாவுடைய நபீர சூரே நீங்கள் செருப்பை காட்ட வேண்டாம் உங்களுடைய காலணியோடு என்னுடைய அரசுக்குள் வாருங்கள் உங்குடி காலனி அந்த செருப்புனுடைய ஒரு சிறப்பு என்னுடைய அரசுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆதி பெரிய நாயன் அழைத்திடுவான் ஆதி பெரிய நாயனும் அழைத்திடுவார் அண்ணல் முகம்மது நபியே வாருங்களுந்து அண்ணல் முகம்மது நபியே வாருங்கள் அருமை பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய அருமநாயகம் மிளகாஜி அல்லா பெருமைப்படுத்தி அவனுடைய அரசுக்கு அழைத்தான் கால் செருப்போடு அதே நேரத்தில் நபி மூசா அவர்களை இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற நேரத்தில் அல்லா ஜல்லிஷாத்தாளா ஓ மூஷாவே கட்டி விட்டு வாருங்கள் சொன்னான் அதில் சில உரமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் அவர்கள் அணிந்திருந்த செருப்பு செத்த கடலையினுடைய தோல் நாள் செய்யப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது ஆகையினால் செருப்பை கழற்றி விட்டு நபி மூஷா அவர்கள் சென்றதும் அல்லா ஜல்லஷான ஆண்டவன் மூஷாவை தானே அழைத்து சொல்லுகின்றான் நீங்கள் உலகத்தில் இரண்டு காரியங்களை நீங்கள் நன்மையாக்கி வைத்தீர்கள் அதுகொண்டு நான் உங்களுக்கு ரூபத்தையும் வேதத்தையும் நான் உங்களுக்கு தலையிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜங்கஷான அருகில்லாலை அன்போடு சொல்லிடுவான் முசாவை பார்த்தல் உடனோ மனம் முகந்து சொல்லிடுவாங்க சொல்லுகின்ற முசாவே நீ ரெண்டு காரியத்தை சிறப்பாக்கி வைத்தேன் ஒன்று அந்த பெண் மக்கள் சபுரா வைந்து சபுராவும் சபுராவுடைய சகோதரியும் காட்டிலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய ஆடு மாடு வாகனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பாட்டி வைத்தீர்கள் மற்றொன்று ஆடுகளில் நின்றும் ஒரு ஆடு தப்பி ஓடும் போது ஓடி சென்று அதுவும் விழுந்து நீங்களும் கீழே விழுந்து கொஞ்சமாக உங்களுடைய மனதிலே கோபம் ஏற்படாதபடி அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய தோல் சுமந்து கொண்டு வந்ததுனால அந்த ஹைவானுக்கு நீங்கள் நன்றி செய்ததுனால நான் உங்களுக்கு அதாவது ருபுவத்தின் சொல்லக்கூடிய நதிப்பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துள்ளேன் என்று அல்லா ஜல்லிஷா நூத்தலா பல நன்மாராயங்களையும் அவர்களுக்கு கூறினான் அது மட்டுமல்ல முசாவே மிச நிலவில் சென்று ஆகக்கூடியவன் அவன் தன்னை தான் ரப்பு என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் நான் தான் ஆண்டவன் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று எல்லா கவுமுகளையும் தனக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்றான் ஆகையினால் மூசாவர்களே நீங்கள் அளவில் சென்று என்னுடைய நன்மாராயத்தை சொல்லி தீனின் பக்கமாக அழையும் கிழன்றி ஆண்டவன் சொல்லுகின்றான் அதை கேட்ட நபி மூசா அவர்கள் மீண்டும் எல்லா இடத்தில் வசனிக்கின்றார்கள் ரஹமானே ஆண்டவனே நான் சிறு இருக்க வேண்டிய நேரத்தில் நெருப்பை எடுத்து என்னுடைய வாயில் வைத்த காரணத்தை கொண்டு என்னுடைய நாவுக்கு முடிச்சு ஏற்பட்டுவிட்டது அதனால் நான் பேசுவதற்கு எனக்கு சரளமான முறையில் வரவில்லை ஆக என்ன நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய உடன்பரம்தான் ஆகிய ஹாரூன் அவர்களை எனக்கு துணையாக நீ அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி என்ன ஹாரூன் அவர்களுடைய துணையாக நான் செல்வேன் நீ அலிச்சியமாக அந்த இடத்தில் என்னுடைய வாழ்கா பாட்டை உரைப்பார்கள் அதுகொண்டு நான் அவனை நன்மாயத்தின் பக்கமாக அழைப்பேன் அருமையை பொருந்தியதோ முசானபியும் அவர்கள் அருமை இந்விதமாக நபி மூசா அலி சலாத் கேட்கின்ற போது அல்லா ஜல்ல ஷானவுத் ஆண்டவன் சொல்லுகின்றான் முசாவே உம்முடைய உடன் பிறந்தான் அவர்களை நான் நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் நபியாக வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் மிசரித்து செல்லும் போது அவர்களும் உங்களுக்கு துணையாக வருவார்கள் இருப்பார்கள் நீங்கள் இரண்டு பேர்களும் உங்களுடைய மார்க்கத்தை அவங்களுடைய மத்தியிலே சொல்லுங்கள் என்று அல்லாஹல்லி சலாத் அலாம் அவர்களுக்கு எடுத்துச் சொன்னான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு வார்த்தை பாடுகளை மூசா நபியிடத்தில் பேசியதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது அப்படி அவர்களோடு நன்மாராயங்களுடைய வார்த்தைகளை கேட்டு பேசிய அதே நேரத்தில் நபி மூசா அலி சலாத்து அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது என்ன ஞாபகம் வருகின்றதையானால் நம்முடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தார்களே ப்பமமோ இன்னும் கொஞ்ச நேரமோ என்ற நிலையில் இருந்தார்களே அவங்களுடைய நிலை என்ன ஆயிற்றோ இருக்கின்றார்களோ என்பதாக மனதில் நீனை தீடுவா மூசோ ஆதிபரியல் அதை அறிந்து சொல்லு கே சொல்லு நபி மூசா அவர்கள் இப்படி மனதில் நினைச்சாங்க நினைச்ச மருகனும் அல்லா ஜெல்லஷானு சொல்லுகின்ற மூசாவே நீ இப்படி நினைக்கின்றீரே இந்த உலகத்தில் எறும்பு யானை முதல் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜிபி சந்தைகளுக்கும் நான் அதை நான் பராமரிக்கின்றதால் அவங்க நின்ற ஒரு கல் அப்படியே வெடிக்கின்றது அவங்க இருக்கக்கூடிய ஒரு கல் வெடிக்கின்றது அந்த வெடிப்பில் நின்றும் ஒரு புழு வெளியே வருகின்றது வெளியே வரும்போது அதனுடைய வாயில ஒரு பச்சைரா கல்லுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிராணிக்கும் நான் ஒன்றாக கூடியவன் அப்படி இருக்கும்போது உன்முடைய மனைவி நான் மறந்துவிடுவேனா என்று நபி முசா அலிசலாத்துலாம் அவர்களுக்கு அல் எச்சரிக்கின்றான் ஆனால் அதே நேரத்தில் கர்ப்பிணியாக இருந்த அந்த அம்மாளுக்கு வயிற்றுணும் அதிகமாகிவிட்டது அவர்களுக்கு யாரும் உதவிக்கோ உதவி செய்யக்கூடியவர்களோ அங்கு யாரும் கிடையாது பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த அம்மாள் கர்ப்ப வேதனையினால் சத்தமிட்டதும் அங்கே பெயர்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே அந்த இடத்திலே வாழக்கூடிய ஜ்கள் அந்த ஓடக்கரையில் வாழக்கூடிய ஜின்கள் ஜின்களுடைய கூட்டத்தை சார்ந்த பெண் ஜின்கள் அதாவது எல்லாம் தலைமையா உடைய அரசாக ஜின் சொல்லுகின்றது முசான் நபியுடைய மனைவி பிரசதிக்கப் போகின்றார்கள் பேர் காலத்துடைய நேரம் கொண்டிருக்கின்றது அந்த பெண்ணுக்கு நீங்கள் பெண்களாக சென்றுவதை செய்யுங்கள் என்று ஜின்களுக்கு சொன்னார்களா கூட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள் அது மட்டுமல்ல அல்லா ஜல்லசான ஆண்டனுடைய உத்தரவு கொண்டு வாகத்தில் நின்றும் மலா ஊரிலின் பெண்கள் எல்லாம் அணி அணியாகத்தான் வந்து இறங்கி அந்த ஓடக்கரையில் சகுராம்மா அவர்களுக்கு அதாவது ஜி பெண்களும் மற்ற பெண்களும் கூடி நின்று அதாவது அவர்களுடைய ஒரு நிலைமை யாருக்கும் தெரியாதபடி அந்த இடத்தில் தான் பார்க்கின்றார்கள் அண்டவனுடைய கிருபியை கொண்டு நல்ல அழகான ஒரு குழந்தையைத்தான பிரசரிக்கின்றார்கள் அந்த குழந்தை பிறந்தவுடனே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தானே செய்து முடித்து குழந்தையைத்தான் அவர்களுடைய கையில கொடுத்து வானவர்களும் சென்று விட்டார்கள் ஜிண்டுவலாம் இறைவனுடைய வசனத்தை முடித்துக் கொண்டு சிறப்பான முறையில் திரும்பி வருகின்றார்கள் அப்படி வரவேண்டிய நேரத்தில் ஓடக்கரையில் தன்னுடைய மனைவியைத்தானே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி அழகான ஆண் குழந்தையை தானே பிரசிவித்திருக்கின்ற காட்சியை கண்ணாலே கண்டிவார் நன்றிகள் செய்திடுவந்த நாயனையே புகழ் நன்றிகள் செய்த நாயனையே புகழ்ந்திடுவ இவ்வளவு பெரிய ஒரு நன்ம நல்ல காரியத்தை செய்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நின்று தன்னுடைய அருமை கண்மணியான மகனை கையில் எடுத்து அவர்கள் முகபத்தி முகர்ந்து தன்னுடைய மகனுக்கு ஹத்தனா செய்ய வேண்டும் என்பதாக எண்ணி அதாவது இடத்திற்கு சென்றதும் அல்லாஹ் ஜல்லஷானுடைய ஒரு வல்லமையை கொண்டு அமரோர்கள் வந்து இறங்கி அவர்களுக்கு உதவியாக நின்று அதாவது கூர்மையான கற்களை எடுத்து அதை தீட்டி கூர்மையாக்கி தன்னுடைய அருமை கண்மணியான மகனுக்கு தானே அவர்கள் எச்சியை கொண்டு உமிழ்ந்த உடனே அதனுடைய நோய்கள் எல்லாம் நீங்கி சலாமத்து பெற்றார்களா உடனே தன்னுடைய மகனை கொண்டு வந்து பொதிந்து தன்னுடைய மனைவியிடத்தில் தானே கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அதை பெற்றுக் கொண்ட அந்த தாயவர்கள் மன மகிழ்ச்சி இருந்தார்கள் நன்றி செலுத்தினார்கள் இந்த விதமாக இருக்கும் போது அதாவது போக வேண்டுமே மனைவி மக்களை அழைத்து சென்றார் நான் செல்லக்கூடிய நினைத்ததும் நபி மூசா அலி சலாத்து அவ்வாறு அவர்கள் மனதில் நினைத்த உடனே வானவர்கள் மலக்கூடிய மலக்காக கூடியவர்கள் இடையருடைய சூரத்தில் வந்து இறங்கி முஸ்லா நபியினுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அவர்களுடைய மனைவியும் மகனையும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு பயணப்பட்டு மதியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் நபி சுலாத் அவர்களுடைய வீட்டிற்கு தானே கொண்டு வந்து சேர்த்திடுவார் அவர்களையும் அவர்களும் அவுடைய உத்தரவுண்டு வீட்டிலே கொண்டு வந்து மகனையும் தாயையும் ஒப்பு கொடுத்து ஆடு மாடு வாகனங்களையும் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இடையறை அதன் பின்பு நபி மூசா அலை அவ்வாறு மனைவியையும் தன்னுடைய ஆடு மாடு வாகனங்களையும் அனுப்பி வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நபி முசாலைக்கு செல்வதற்காக வேண்டி பயணப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா வல்லா ஜல்லாண்டோனு கிருபியை கொண்டு உடன் பிறந்தார் ஹாரூன் இருக்கிறார்களே அந்த ஹாரூன் அவர்களை அந்த பிராக கூடியவன் தகப்பனார் அவர்கள் காலம் என்பதற்கு பின்பதாக அதே பொறுப்பில் ஹாரூன் அவர்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார் அந்த பொறுப்பை கொடுத்து தன்னுடைய வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து வைத்திருக்கின்றார் அப்படி வைத்திருக்கும் போது அலை படுத்துிரையாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கனவன்றி கண்டேழுவார் நபி அவர்கள் நபி அவர்கள் என்னதோரி கனவு கண்டை தூதரான அவங்களுடைய கனவிலே ஒரு திருசனம் பிறந்த தேடி வருகின்றார் அது கண்ட ஹாரூன் பதவி முடிக்கின்றார் முடித்ததும் அவங்களுடைய மனதில் ஒரு நினைப்பு இது உண்மையான கனவா பொய்யாக பொய்யாக இருக்குமோ அல்லது இபிலிசானுடைய ஒரு வேலையாக இருக்குமோ என்பதாக நினைத்திருந்தார்களா அதுபோன்று மறுநாள் நித்தியாகி கொண்டிருக்கும் போது அதே மாதிரி கனவு கண்டார்கள் உண்மையிலேயே இது மெய்யாகத்தான் இருக்கும் என்பதாக மனதில் நினைத்தவர்களாக இருக்கும் போது அதுபோன்று முஸ்லான் அபிலாத் நாட்டை காத்தான் மிஷர் நைநதியுடைய ஆத்தாங்கரை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காண வேண்டும் என்பதாக நம்பி ஹாருசும